நன்றாக பழுக்க காய்ச்சிய இரும்பு ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் அதை ஒரு பழகைக்குள் செலுத்த பாருங்கள் அதில் கூர்மை இருக்க வேண்டாம் அது நுழைந்துவிடும் ஆனால் எவ்வளவுதான் கூர்மையாக உள்ள ஒரு இரும்பு நெருப்பில் பழுக்க காய்ச்சப்படாதது அதே மரப்பழகைக்குள் நுழைக்க முயற்சித்தால் அது நுழையாது ஆழ்ந்த மற்றும் உண்மையான ஈடுபாடு ஒன்றினாலேயே எதுவும் பெறப்படுகிறது என்கிறார் சால்வினி நீங்கள் சொல்லும் கருத்தில் உங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருப்பதை பிறருக்கு புலப்படுத்தினால் உங்களிடம் வேறு பல குறைகள் இருந்தாலும் அதை கருத்தில் கொள்ள மாட்டார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக படியுங்கள் கற்று அறியுங்கள் உங்களை தெளிவாக்கிக் கொள்ளும் கடுமையான முயற்சி ஒன்றை பின்னணியாக கொள்ளாத ஒரு மாணவனாக நீங்கள் ஆகும் வரையில் பிறரது அறிவு உங்களுக்கு உதவி செய்ய வராது உற்சாகமே எண்ணங்களுக்கு வலிமை கொடுக்கிறார்